அந்த சண்டான பாதகன் குடியிருக்கூடிய பாதாள லோகத்திலே கொண்டு அந்த பாதாள சுரங்கத்தில் கொண்டு போய் வைத்த உடனே கட்டிலோடு வைத்து விட்டு இந்த பாதகனுக்கு கொட்டாவி வந்துவிட்டது தூக்கத்துக்கு நேரமும் வந்துவிட்டது அதாவது பாருங்கள் முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசை பெற்றால் அது ஒருபோதும் கிடைக்காது என்று சொன்னது போல் என்று சொன்னது போல் நதிமாருடைய பேரனால் பேரப்பிள்ளை அனுபவிக்க கூடிய ஒரு பொருளை அந்த பாதகன் நினைத்தால் அடைய முடியுமா அல்லாஹ் சுபான் இவனுக்கு தூக்கம் வந்து விட்டது போய் படுத்து விட்டான் இவன் படுத்து தூக்கம் தூக்கத்துக்கு ஆரம்பித்து விட்டான் இந்த பாதகம் தூங்கினவுடனே இன்னும் அந்த சுரங்கத்தில் உள்ள ஊற்றமான நாத்தமும் துருவான வாடைகளும் வண்டுகளுடைய இறைச்சல்களும் இன்னும் வண்டுகள் பெரிய பெரிய வண்டுகள் துன்மார்க்க கடந்தைகள் இன்னும் அந்த குடியிருக்கக்கூடிய பொல்லாத விச ஜெந்துக்களுடைய சத்தங்கள் இறைச்சல்களை கேட்டு எங்கள் உண்மையாகிய பத்தா பத்னியாகிய பதிவிறதியான ஜெயினுள் ஹரபு பீவி அவர்கள் பதறியும் ஒளி தீடுவார் இருக்கடைந்த சுரங்கத்திலை I can travel the world camp during Wahl podcast. I can travel to your home in Tawag Breaking les... <laughs> I can travel to Skosh Memo, from Hila časaHara from New YorkColes. Desire urge from cal Santiago, தலையில் இப்படியோ நோய் என்னவே நீ வந்து என் தலையில் இப்படியோ கோட்டையிலே பிறந்திருந்தும் கோட்டையிலே பிறந்திருந்தோம் கோட்ட புள்ளிதானோ கோட்ட புள்ளிதான் இந்த மன்ன வேறையே nan nimbigaana pore nambi enganauda mannadee kaano enna gaana poree avarum yeengi anididuva yeengi anididuva kendilaya zainul harabu kendilaya zainul harabu அந்த இருட்டையும் அந்த துருவாடைகளையும் பார்த்து இந்த அம்மா பதை முடித்து கண்ணீர் வடித்து கை சேதம் ஆண்டவனே நமக்கு என்ன இருக்க என்ன விதி வந்து விட்டது என்ன மோசம் ஏற்பட்டு விட்டது ாமல் கோட்டையிலே பிறந்து நமக்கு போட்ட புள்ளி மாற்றவில்லையே அல்லாகு ஜெல்லுத்தால் ஆண்டவன் நம்முடைய ஹலாலை விட்டு நம்மளை பிரித்து விட்டான் என்று இந்த ஜெயினுல் அரபு கண்ணீர் வடித்து கை என்னுடைய மன்னவர்கள் என்ன செய்கின்றார்களோ என்னுடைய மன்னவர்கள் எங்கே போய் என்னை தேடுகின்றார்களோ என்னுடைய அண்ணன்மார்கள் எங்கே போய் என்னை தேடுகின்றார்களோ என்று நினைத்து அந்த பாதாள சுரங்கத்திலே இருந்து இந்த பீவி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள் அவள் ஃபஜருடைய நேரத்தில் முடித்து பார்க்கும் பக்கத்தில் படுத்திருந்த பீவியை காணவில்லை கட்டிலோடு காணவில்லை உடனே முகமது அவர்கள் பதறி எழுந்தரித்து உடனே அங்கே ஓடி இங்கே ஓடி கொட்டே முழுவதும் தேடி பார்த்தார்கள் பீவியை காணவில்லை உடனே நினைக்கின்றார்கள் ஆண்டவனே நம்முடைய மச்சனன்மார்கள் நம்மிடத்தில் இசாரா கொடுத்தார்களே நாம் அயர்ந்து தூங்கிவிட்டோம் நம்முடைய பீவியை அந்த பாதகன்தான் கொண்டு போய் இருக்க வேண்டும் என்று நினைத்து ராஜர் முகமது அனீவா மனதை திடப்படுத்தி நம்முடைய பீவியை சிறை மீட்டாமல் நான் போக மாட்டேன் என்னுடைய பீவியை மீட்டாதபடி நான் மதினாவுக்கு செல்ல மாட்டேன் என்று மனதிலே வைராக்கியம் கொண்டு ராஜர் முகமது அனீபா நம்முடைய ஏழு பேர்கள் வந்து நம்மிடத்திலே தங்கையை எங்கே என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம் என்று நினைத்துக் ராஜர் முகமது அனீபா தலைகுனிந்து நாணம் அடைந்தவுடனே குதிரை மீது ஏறி நம்முடைய மச்சுனன்மார் முடித்து வருவதற்கு முன்னே நாம் இந்த கோட்டையை விட்டு போய்விட வேண்டும் என்று முகமது வேகமாக குதிரையை நடத்தி சேரந்தல் மா நகரம் ராஜன் இருக்கூடிய சேரந்தல்மா நகரத்துக்கு வந்தார்கள் முகமது அனிபாவை கண்டு ராஜனும் மந்திரியும் தக்க மரியாதைகள் செய்தான் அப்போது முகமது அனீபாவுடைய முகம் வாடி போய் இருந்தது என்ன இளவரசரே வாடி வந்திருக்கின்றீர்கள் நடந்த சம்பவங்கள் என்ன என்று கேட்டார்கள் உடனே முகமது நடந்த வரலாறை முழுவதும் ராஜன் மந்திரியிடத்திலே ஆதியில் சொல்லி முடித்து விட்டு என்னுடைய மனைவியை தூக்கி கொண்டு போய்விட்டான் வெள்ளராஜிதன் அந்த சண்டாள பாதக இருந்து என்னுடைய பீவியனான் மீட்ட வேண்டும் என்று சொன்னவுடனே ராஜனும் மந்திரியும் யோசனை செய்தான் மந்திரியும் சொல்லுான் இளவரசரே நாங்களும் இரண்டு பேர் இரண்டு குதிரையில் வருகின்றோம் நீங்களும் குதிரையில் வருகின்றீர்கள் ஆகவே அந்த பாதாள சுரங்க வாயிலே சென்று நூத்தி கஜம் தாழ்மையான வடம் கைத்துக்களை கொண்டு அந்த கைத்தை நாங்கள் கீழே இறக்கி போட்டு தருகின்றோம் அந்த கைத்தை பிடித்து நீங்கள் சுரங்கத்தில் இறங்கி உங்களுடைய மனைவியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த பாதகனையும் கொண்டு விடுங்கள் அங்கே இருக்கக்கூடிய பொருள்களையும் நீங்கள் ஏற்றி விடுங்கள் என்பதாகத்தானே இந்த ராஜனும் மந்திரியும் சொன்னான் உடனே முகமது அனீபா நல்லது என்று கேட்டுக்கொண்டு இந்த பாவியோர்களை நம்பி முகமது கஜம் உள்ள வடம் கயில்களை எடுத்துக்கொண்டு இந்த கதிர்காலண்டூரம் முகமது அனீபாவும் கூடி மூன்று பேர்களும் அந்த பாதாள சுரங்கத்துக்குத்தானே வாயிலே வந்து நின்று ராஜாவும் மந்திரியும் சொல்லுகின்றாம் அலிவுடைய மகனே நாங்கள் கயிறை போடுகின்றோம் நீங்கள் இறங்குங்கள் உடனே முகமது அனீபா குதிரையைத்தானே ஓரமாக நிறுத்திக் கொண்டு முகமது மந்திரியையும் கயிறு போடும் போது சொன்னார்கள் அப்பா நான் இறங்கி முதலாவது கயிறை நான் உங்களுக்கு இசாரா காமித்து சுண்டுவேன் நான் இறங்கிவிட்டேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது கயிறை நான் சுண்டும் போது அதாவது அந்த பெண்ணை என்னுடைய மனையாட்டியை அந்த கயிறிலே கட்டி உங்களுக்கு மேலே அனுப்ப நீங்கள் தூக்கிவிட வேண்டும் இரண்டாவது கயிறை விட்டவுடன் நான் விடுவேன். கரையறிவிடுவேன் கீழே இறங்கும் போது ராஜர் முகமது அனீபாவுடைய ஒளிவும் அவருடைய ஜகஜோதியான தெளிவும் அவருடைய அந்த ஜலாலியத்தும் அந்த குகையில் தானே வெளிச்சமாக பிரகாசமாக இருந்தது அந்த பிரகாசத்தை கண்டு அந்த ஜெயினுல் ஹரபு அம்மா அவர்கள் தான் எழுந்தரித்து பார்க்கும் போது பார்க்கும் போது பார்க்கக்கூடிய நேரத்தில் பேரனார் முகமது அனீபா அவர்களுடைய ஒளிவையும் தெளிவையும் கண்டார்கள் கண்டவுடனே கட்டி தளிவிடுவார் கால்பாதம் பணிடுவார் கால்பாதம் பண்ணிடுவார் இடத்தில் இவனும் ஆறு மாசம் தூக்கம் ஆறு மாசம் ஒளிப்புக்காரன் வெள்ள ராச்சிதன் வெள்ள அரக்கன் இந்த பாதகன் நாற்பது மூலம் உள்ளவன் இந்த பாதகனுடைய குகைக்கு நீங்கள் எதுக்காக வந்தீர்கள் இவன் ஏதாவது மோசப்படுத்தி விடுவானே என்னுடைய நீங்கள் விடுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய கிருபையினால் கருகானண்ட ராஜனும் அமலூர் பெந்தூர் என்ற மந்திரி மேலே நிற்கின்றார்கள் உங்களை நான் அனுப்பிவிடுகிறேன் என்று சொன்னவுடனே முதலாவது பொன்னும் பொருள்களைத்தான் எடுத்து கட்டி ஏத்தி விட்டான் அரபுடைய ஒளிவையும் நூறு ஜலாலியத்தையும் கண்ட உடனே இந்த ராஜனும் என்ன நினைக்கின்றான் கையே பிடித்துக் கொண்டான் அரசன் கதாள போட வேண்டும் என்று நினைக்கும் போது மந்திரி கையை பிடித்துக் கொண்டான் இருக்கா கதி என்ன என்னுடைய சண்டாள பாவி இதுக்கா இந்த பாடு விட்டோம் இந்த பெண்ண பாத்தியா எவ்வளவு அழகான பெண் உனக்கும் அழகான பெண் வேணும் என்று நினைத்துக் ஆண்டவனா பார்த்து ஒரு அழகான பெண்ணை உனக்கு தந்திருக்க இப்ப இந்த பெண்ணை உனக்கு மனம் வேண்டும் இதுதான் நமக்கு தருணம் போட்டா தானே அனீபா மேல வருவார் இல்லையானால் மேல வர முடியுமா முடியாது என்பதாக சொல்லி பாருங்கள் இந்த சண்டாள பாதகன் சூழ்ச்சியான எண்ணங்களை எண்ணிக்கொண்டு உடனே பொன்பொருள்களையும் எடுத்துக்கொண்டு அந்த அம்மாவையும் ஒரு குதிரையிலே தூக்கி வைத்துக் கொண்டு இந்த சண்டாள பாவிகள் இருபேர்களும் பாதாள சுரங்கத்திலே முகமது அனீபாவுக்கு கயிறும் போடாதபடி கயிறை தூக்கி தூரத்திலே வீசிவிட்டு இந்த இருபேர்களும் ராஜாவும் மந்திரியும் இந்த பெண்ணையும் கொண்டு தப்பித்தேன் பிழைத்தேன் என்று ராஜாவும் மந்திரியும் சரி செய்து விட்டு இந்த ஜெயினு அரபையும் கொண்டு தானே போய்விட்டார்கள் இந்த பாவிகள் இன்னும் ராஜர் முகமதனை பாதாள சுரங்கத்திலே படுத்து இருக்கக்கூடிய வெள்ளராஜிதனை போய் நின்று அந்த வெள்ள முன்பதாக போய் நின்று நம்முடைய பாபா ஹஜிரத் அலி சொன்னார்களே இந்த பாதகர்கள் நாற்பது முளமன்று நம் பாபா சொன்னது போல் இவன் நாற்பது முளம் மனிதனாக இருக்கின்றான் வெள்ள இருக்கின்றான் இவனை சாமானியமாக தூங்கும் போது நாம் ஒன்றும் செய்யக்கூடாது முளிப்பு காட்டும்பங்கள் முகமது முன்னால் போய் நின்று கையிலே இருந்த சைவன் என்ற வாழை கொண்டு அவனுடைய மூக்கை பிடித்து மெதுவாக தக்மீர் சொல்லி அறுத்தார்கள் அடுத்த உடனே வலதுகால் இடதுகாலை ஒன்னா சேர்த்து ராஜர் முகமது அனீபா அந்த காலையும் தானே லேசாக அறிந்தார்கள் குத்தினார்கள் குத்தினவுடனே அந்த காலை தேய்த்து விட்டு பிறண்டு படுத்தான் அப்படி பிரண்டுபடுக்க கூடிய நேரத்தில் அவனுக்கு முழிப்பு ஏற்பட்டு விட்டது நம்முடைய காலிலே ஏதோ குத்தி இருக்கின்றது என்று முடித்து பார்த்து கொண்டு அப்படி எழுந்தரித்து விட்டு படுத்தான் பாருங்கள் முகமது அனீபாங்க பாபா சொன்னு எதிர்ந்து பார்த்தார்கள் கயிறு வருவதற்கு காரணம் ஆனால் பாதாள சுரங்கத்தில் நின்று கொண்டு முகமது நமக்கு இப்பேற்பட்ட நிலை ஏற்பட்டு வடித்துக் கொண்டு நம்முடைய பெருமானார் முகம் அவர்களை நாடி ராஜர் முகம்மது அனீபா ரொம்ப துயரத்தோடு பெருமானார் அவர்களை நினைத்து தானே அழுகின்றார்கள் Vithivillai yadu dayo, verekati yadu millai, nadisulum madinavim vasare, oh oh oh, nadisulum madinavim vasare, vidivillai yadu. பறவை போலே ஆத்திர நிலைமை அடிபடுத்த பறவை போலே ஆற்று நிலமே அனைத்திட வாரும் எந்தமே ஆங் அனைத்திட வாரும் எந்தமே அன்று தோழனுக்கு தோழியாக தொகமையில் ஜெமன்றி நாடுதய்யோ தரங்கட்ட வாழ்வுதனை தஞ்சம் என்று நாடுதய்யோ தாஹாயி ரசூலே யா முஹம்மதே ஔ தாஹாயி ரசூலே யா முஹம்மதே விதிவிலையானுதய்யோ He is referred to as a அழுது அழுது மூன்று தினங்களாக அந்த பாதாள சுரங்கத்தில் முகம்மது அனீபா கண்ணீர் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மூன்று தினங்களுக்கு பின்பதாக ராஜர் முகமது அனீபாவுடைய அவருடைய கஷ்டமும் அவருடைய துன்பங்களும் அவருடைய வேதனைகளையும் அல்லாஹ் பகான் ஆண்டவன் பார்த்து இந்த ராஜர் அனீபாவுடைய குதிரையாக பெற்றது மூன்று தினங்களும் அந்த பாதாள சுரங்கத்துக்கு மேலே நின்ற குதிரை அந்த ராஜர் முகமது அனீபா இறங்கப்பட்ட நம்முடைய யஜமான் இறங்கப்பட்ட சுரங்கம் இதுதான் என்று போய் உத்து பார்க்கின்றதும் பழையபடி அது வட்டமிட்டு வருகின்றதும் சுற்றி சுற்றி வருகின்றதும் நம்முடைய யஜமான் இதிலே தான் இறங்கினார்கள் மேலே வரவில்லையே என்று தான் இந்த குதிரையாக பெற்றது நினைத்து கொண்டு இந்த பாவியோர்கள் சதி செய்து விட்டு போய் விட்டார்கள் என்று இந்த குதிரை உடனே அறிவுடைய குதிரை அல்லாஹுத்தாலா அறிவை கொடுத்தான் அந்த குதிரைதான் எந்த வடம் கயிறை போய் பல்லால் கடித்து எடுத்து வேகமாக வந்து ராஜர் முகம்மது நிபா நிற்கும் பாதாள சுரங்கத்தில் ஒரு பக்கத்தை பல்லால் கடித்து ஒரு மறுபக்கத்தை தான் எந்த காலை கொண்டு தள்ளி விட்டது தன்னுடைய காலை கொண்டு அந்த வடம் கயிறை தள்ளி கீழே போட்டவுடன் ராஜர் முகமது நிபா நினைக்கின்றார்கள் ஆண்டவனே இந்த கயிறு விழக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கும்போது ராஜாவும் மந்திரியும் பொன்னும் பொருள்களையும் நம்முடைய மனைவியும் கொண்டு பாதுகாப்பாக எங்கேயோ கொண்டு வைத்து வந்திருக்கின்றார்கள் என்று ராஜா மந்திரி இப்போது தான் நம்மளை மீட்டுவதற்கு வந்திருக்கின்றார்கள் என்று சந்தோஷப்பட்டு கயிறை பிடித்து மேலே வந்து பார்த்தார்கள் பார்க்கும்போது ராஜனையும் காணவில்லை மந்திரியும் காணவில்லை குதிரையினுடைய பல்லிலே இருக்கின்றது கயிறாகப்பட்டது இந்த காட்சியை கண்ட முகமது அனீபா குதிரையை தடவி கொடுத்து அவர்கள நாயகத்தினுடைய சலபாத்தை சொல்லி காதுகளிலே ஊதி கொண்டு உடனே அந்த குதிரையின் முதலே ஏறி இந்த சண்டாள பாவியோர்கள் நம்மளை மோசப்படுத்தி விட்டார்கள் சதி செய்து விட்டார்கள் துன்மார்க்க கடலுக்குள்ளே இருந்தாலும் கடலை கலக்கி அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தானே முஹம்மது அவர்கள் குதிரை மீது ஏறி வேகமாக குதிரையை நடத்தி சேரந்தல் நகரம் வந்தார்கள் அங்கே வந்து பார்த்தார்கள் அங்கே ராஜாவையும் காணவில்லை மந்திரியையும் காணவில்லை அங்கு இருந்தால்தானே முகமது அனிபா பார்க்க முடியும் நகருக்கு சென்று விட்டான் கல்யாணம் அவர்களும் வந்து முடித்து அரமனையிலே வந்து பார்த்தார் மச்சானையும் காணவில்லை தங்கையும் காணவில்லை ஆக இவர்களை காணாதபடி ரொம்ப பரிதவித்து என்னமோ ஏதோ நம்முடைய மச்சானுக்கு என்ன ஏற்பட்டதோ நம்முடைய தங்கையும் அச்சானும் சொல்லாமல் போய்விட்டார்களே என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்று தானே இந்த ஏழு வீரர்களும் அவர்களும் குதிரையை எடுத்துக்கொண்டு அவர்களும் தானே ஆயுதவாணிகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒரு தேடி வருகின்றார்கள் அப்படி வருகும் போது ராஜர் அவர்கள் ஒரு வனத்திலே நின்று ரொம்ப தங்கடமாக நின்று தானே அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள் தன்னுடைய மனைவியை நினைத்து மனைவியை நேசித்து அழுது கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் இந்த ஏழு வீரர்களும் தானே மஜ்ஜானுடைய ஒளிவை கண்டு வந்து சேர்ந்தார்கள் வந்து நடந்த வரலாறை கேட்டார்கள் ராஜரும் முகமது அனீவா நடந்த வரலாறு முழுவதும் சொன்னவுடனே இந்த ஏழு பேர்களும் அந்த சண்டான பாவியோர்கள் கதர்கானந்த ராஜனும் மந்திரியும் எங்களுடைய கையால் கொட்டுப்பிட்டு வாழ்ந்தவர்கள் அவர்களை நாங்கள் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து நம்முடைய தங்கையை பாதுகாத்து தருகின்றோம் வாருங்கள் மச்சான் என்பதாக ராஜர் முகமது அனீபாவையும் அழைத்துக் கொண்டு இவர்கள் ஏழு ஒன்று எட்டு பேராகத்தான் வனத்திலே தேடிக்கொண்டு வருகின்றார்கள் அப்படி தேடி வரக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் தூரமாக வந்தார்கள் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ராஜர் முகமது அனீபாவுடைய கண்ணுக்கு எங்கு பார்த்தாலும் உரைய வனமாக அப்படியே வடக்கு திசையாக இரட்டு பார்க்கும் போது சந்தீரன் சூரியனை கண்ணால் கண்டிவார் சந்திரன் சூரியனை கண்ணால் கண்டிவோ வேகமாக வருதல்ல ரஹமான் இரண்டு நல்ல குதிரையான வேகமாக வருதல்லார் முபாவ காணாத இருமாம் இமாம் னும்ந்திரனும் சூரியமாக சமசும் ஹமரை போல இலங்கின்றார்கள் விடுவெள்ளி நட்சத்திரம் போல் இலங்கிக் கொண்டு வருகின்றார்கள் அந்த காட்சியை முகமது நிபா கண்ணால வார்த்தையினுடைய தமையன்மார்கள் தான் வருகின்றார்கள் என்று நேசித்து ஏழு பேர்களுக்கும் தம் அச்சனன்மாரிடத்திலும் சொல்லி எதிர்நோக்கி அழைத்து அவர்கள் இருபேர்களையும் அழைத்து கொண்டு வந்து ஆக எட்டு ரெண்டும் பத்து பேராகச் சேர்ந்து முகமது நீபாவுடைய மனைவியை தேடி வருகின்றார்கள் அப்படி வரக்கூடிய நேரத்தில் பத்து பேர்களும் ஒன்று கூடி வரக்கூடிய நேரம் இத்தில் அசருடைய நேரம் ஆகிவிட்டது அந்த அசருடைய நேரத்தில் பாங்கின் கேட்கின்றது பத்து பேரும் காதில் ஆயிடுவார் பாங்கின் கேட்கின்றது பத்து பேரும் எங்கள் அழைந்திடுவா அவட பாங்கு என்று தெரிந்து கொண்டு அசை நார் ஒளிடுவார் பாபா கூட பங்கு என்று அசை நார்வூசை அவர்களோடு கூட நின்று இமாமணும் என்றுதான் பேரும் விரைவாக குதிரையை நடத்தி ஹஜிரத் அவர்கள் மக்களை தேடி வந்து எல்லா இடமும் சுத்தி பார்த்து கொண்டு வனத்திலே நின்று பாங்கு சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அந்த பாங்கு சொல்லி அவர்கள் திரும்பி பார்க்கும் போது பத்து பேர்களும் தான் ரொம்ப ஜெகஜோதியாக இறங்கி கொண்டு நிற்கின்றார்கள் ஹனிபாவை கண்டார்கள் ஹசைனார் உசைனாரை கண்டார்கள் இந்த ஏழு பேர்கள் வீரர்களை பார்த்தார்கள் பார்த்து கொண்டு ஹஜரத் மௌலா அலி மக்களை பார்த்து கண்ணீர் வடிவம் கேட்டார்கள் தொழுகையெல்லாம் முடித்துக்கொண்டு அசருடைய வகத்து இமாம் தொழுகையெல்லாம் நடத்தி தொழுகையை முடித்த உடனே மக்களை பார்த்து கேட்டார்கள் கண்மணி ஆகிய மக்களே ஏன் நீங்கள் இவ்வளவு தாமதம் ஏன் நீங்கள் வரவில்லை உங்களுக்கு என்ன காரணம் நடந்தது என்று சொன்னபோது ஆதியோடு அந்த முறையிலும் அஹமது அனீபா நடந்த வரலாறு நே தன்னுடைய தந்தை இடத்திலேயே சொன்னார்கள் ஹஜரத் அலி இடத்திலே அப்போது ஹஜரத் அலி சொன்னார்கள் மகனே நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய மலையாட்டி ஜெயினுல் அஹரபு பீவியை சித்தூர் என்று சொல்லக்கூடிய பட்டணத்திலேயே கொண்டு வைத்துவிட்டு அந்த ராஜன் புதுமாப்பிளையாக ஜோடித்து வருகின்றான் கல்யாணம் முடிப்பதற்காக கதகான் என்ற ராஜன் நான் வரக்கூடிய பாதையிலே கொட்டு மேளங்களும் குழலு மேளங்களுமாக ரொம்ப பெரிய சந்தோஷமாக தடபுடலாக இருக்கின்றது பொதுகுலமாக இருக்கின்றது அதை பார்த்து கொண்டுதான் நான் வந்தேன் ஆனால் இப்படி எனக்கு தெரியாது ஆகவே நீங்கள் பத்து பேர்களும் இங்கே எரியுங்கள் சீக்கிரமாக சென்று உங்களுடைய மனைவியை நான் மீட்டி வருகிறேன் என்று ஹஜரத் மௌலா அலி அவர்கள் உடனே அல்லாவையும் நாடி அரபு நாயகம் நபியும் அஹமது முஸ்து அவர்களையும் நாடிக்கொண்டு துல்பகார் வாழும் துல்துல் என்ற குதிரையும் கெடுத்து இறைவனத்திலே வாங்கிக் கொண்டு அவர்கள் குதிரையை நடத்தி விரைவாக அந்த சித்தூர் நகருக்கு வந்து துல்துல் என்ற குதிரையும் துல்பகார் வாழையும் அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு அனுப்பிவிட்டு ஹஜரத் முலாலி எம்பது வயதில் உள்ள பெரியோரை போலை வயதில் வேகமா வந்து வேகமா வந்து கல்யாண பந்தகளுக்கு கல்யாண பந்தலுக்கு ஹஜிரத் மூலா அலி அவர்கள் கல்யாண பந்தலே வந்து பார்க்கும் போது அங்கே கொட்டு மேளங்களும் குழல் வாத்தியங்களும் இன்னும் கொண்டாட்டங்களும் குலங்களும் பாடல்களும் பாடல்களும் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் அங்கே ஜபஞ்சொல்லப்பட்ட பூசாரிகளும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் நெருப்பு குன்றத்தை வளர்த்து கொண்டு பாசைகளை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அதோடு அதாக அந்த அம்மாவுடைய கண்ணீருடைய கண்ணீர் வடித்து அழுகும் குரலைத்தானே ஹஜரத் மூலாலி ஓரமாக நின்று இந்த ஜெயினுல் ஹரப் பிவி அழுது கொண்டிருக்கும் காட்சியை கேட்டார்கள் அதாவது அந்த பாங்கிமார்கள் எல்லாம் நக நாணயங்களை நல்ல ஆடைகளை உழைத்து ஜோடிக்க வேண்டும் அரசுக்கு நீங்கள் மனைவியாக போகின்றீர்கள் என்று தொந்தரவு செய்யக்கூடிய நேரத்தில் இந்த அம்மா கண்ணீர் வடித்து அழுகின்றார்கள் ஆண்டவனே எங்கும் நிறைந்த வல்லவா என்னுடைய மச்சான்மார்கள் அசைனார் உசைனாருக்கு தெரிந்தால் என்னை பாதுகாப்பார்கள் என்னுடைய கணவருக்கு தெரிந்தால் என்னை பாதுகாப்பார்கள் இந்த சண்டாள பாதகன் என்னுடைய கணவரை பாதாள சுரங்கத்திலே போட்டுவிட்டு விட்டான் என்னுடைய மன்னர்கள் என்ன ஆனார்களோ என்னுடையமார்களுக்கு தெரிந்தால் என்னை வந்து காப்பாற்றுவார்கள் இன்னும் என்னுடைய மாமனார் ஹஜரத் மௌலா அலி அவர்களுக்கு தெரிந்தால் என்னை பாதுகாப்பார்கள் யா அல்லா என்ன செய்ய போகின்றேன் என்று இந்த அம்மா கண்ணீர் வடித்து புலம்பிக் கொண்டிருக்கும் அந்த காட்சியை ஹஜரத் அலி பார்த்தார்கள் ஒரு ஓரமாக வந்து நின்று அம்மா மருமகளே என்னுடைய கல்வுக்கும் கண்ணுக்கும் தெளிவாகியாதீர்கள் அல்லா ஒரு மாமா ஹஜரத் அலி வந்து விட்டேன் அல்லா என்னை அனுப்பி வைத்திருக்கின்றான் இப்போது பாருங்கள் இந்த ராஜா மந்திரியும் படும் பாட்டுகளை என்று தானே சொல்லிக் கொண்டு ஹஜரத் முகலாலி அந்த அம்மாவுக்கு தைரியம் சொல்லிவிட்டு ஆறுதலை சொல்லிவிட்டு கல்யாண பந்தல் ஒரு ஓரமாகத்தானே வந்து நின்று ஹஜரத் முகலாலி பார்த்தார்கள் பார்த்த உடனே ஜபன் சொல்லக்கூடிய பூசாரிகள் ஜபன் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் மந்திரம் சொல்லி கூடிய நேரத்தில் ஒரு ஓரமாக போய் நின்று அவர்கள் உடனே பதினாறு அடி வேங்கையை போல் அவர்கள் புலிகளாகத்தானே மாறி அல்லா துவா செய்து மற்றவர்களுடைய கண்ணுக்கு புலிகளாக தோற்றம் அளித்து ஹஜ்ரத் மௌலாளி என்று சத்தமிட்டு பாய்ந்தார்கள் பந்தலுக்குள்ளே பாய்ந்தவுடனே பூசாரி ஒரு பக்கம் ஒரு பக்கமா நம்பூரி ஒரு பக்கம் பாவிகள் <laughs> பதினாறு அடி வேங்கையாகத்தான் எந்த பந்தல்குள்ளே நுழைந்தார்கள் ஜாரி வெங்காயம் தானம் தர்மம் சிகம்பரம் சித்தியாவதி என்ற பாசை ஓதி அவன் பாருங்க எடுத்தான் ஓட்டங்களை புலி புலி புலி என்று ஓட ஆரம்பித்தான் பந்தல்களும் சரிந்து கீழே விழுந்தது நம்பூரிகளும் ஓட ஆரம்பித்தான் ஒட்டுக்காரனும் ஓட ஆரம்பித்தான் பட்டத்து யானையின் மீது வார்த்தார்கள் பவனி சுத்தி யானையின் மீது வரும் காட்சியை உடனே ஹஜரத் மௌலாலி சத்தமிட்டு கரிசித்து பாய்ந்து பிடித்தார்களே ராஜனே மந்திரியே எண்டால பாவிகளா என்னுடைய மகனுடைய மனைவியை ஜெயினுல ஹரபென்ற பெண்ணைக் கடத்தி கொண்டு வந்து கல்யாணம் முடிக்கலாம் என்ற மமதையில் பட்டம் சுத்தியாக வருகின்றாய் மர்மளட்டேன மாப்ளையனி மாப்ளயா பவனி சுத்தா வாரே டேய் வா நான் உனக்கு தண்டன தர கூடாத இய மகன்தான உனக்கு தரணும் என்று பாருங்க ரெண்டு பேரும் உச்சிய பிடிச்சு ரெண்டு பேருடைய குடும்பிய பிடிச்சு கீழ ஓட்டு ரெண்டு பேருடைய குடும்பிய ஒண்ணா முடிச்சு போட்டு நடக்க சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தன் புலம்பிக்கிட்டே நடகா முமது அரும கண்மணி ஆகிய மகனே உனக்கு என்ன ஹுக்கும்கொடுக்கணுமோ இன்னா நிற்கிறார்கள் உனக்கு துரோகிகள் ரெண்டு பேரும் ஹுக்குமே கொடுத்து விடு என்று சொன்ன உடனே மௌலா அலியுடைய மகன் முகமது அனிபாவுக்கு ஆத்திரமான சொல்ல முடியாது ஆங்காரமான கோபம் ஒரே வந்து மகனே இவர்கள் இரண்டு பேர்களையும் வெட்டிவிட்டால் தீனிலே ரெண்டு பேர் குறைந்து விடுவார்கள் ஆகவே இவர்கள் ரெண்டு பேர்களை நாம் இஸ்லாம் ஆக்கி விட்டால் தீனிலே ரெண்டு பேர் பெருகி விடுவார்கள் தீனியாத்து பெருகிவிடும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கூடிக்கொண்டே இருக்கும் ி இனிமேல் என்னுடைய நாட்டை சீர்திருத்தப்படுத்தி நான் வாழ்ந்து வருகின்றேன் என்று சொல்லி எல்லோருடத்திலும் மன்னிப்பு கட்டுவிட்டு அந்த ஊரிலே சீரும் சிறப்புமாக ராஜன் வாழ்ந்து வருகின்றான் இன்னும் அஹமது உசைனார் இன்னும் ஜெயின் அஹப் என்ற பீவி ஹஜரத் மௌலா அலி இந்த ஏழு வீரர்கள் எல்வேறுமாக ஒன்று கூடி தன்னுடைய மதினாவுக்கு வரவேண்டும் என்று சங்கையாக புறப்பட்டு மதினம்மா நகரம் வந்தார் மதினம் அல்லா வல்லவன் வல்லவன் நபிளா வந்து வல்லலான முகம்மது நபிளா வந்து பெருமாறார் நபியுடையோ ஜாரத்தை கண்டீங்க நீர்வளம் நிலவளம் மாவளம் அணுவலம் பழவளம் ஐவளமும் பொருந்தி சீரும் சிறப்புமாக கண்ணும் இனிமையை போன்றிருந்து வாழ்ந்து வருகின்றார்கள் அல்லாவுடைய அண்ணவர்களுடையிலும்பு சரித்திரத்தை கேட்டவர்களுக்கும் செலவாத்து சொன்னவர்களுக்கும் சொல்லாமல் இருந்தவர்களுக்கும் இல்லாவு செல்லா எல்லாம் அல்ல இறைவன் நீடிய ஹயாத்தி தந்துருள்வானாகவும் இறப்பமான எலிசாக்கி வைப்பாயாக எங்களை படைத்த இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் செய்வாயாக அறிந்தும் அறியாமல் நாங்கள் செய்த பிழைகளை பொறுப்பாயாக யார்லா எங்களை மூமியினுடைய கூட்டத்தில் முந்திக் கொள்ளும் பொருடாக்கி வைப்பாயாக நல்ல கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக உதயமாக்கி வைப்பாயாக பிரகாசத்தை தருவாயாக கேள்விகளை குறைத்து வைப்பாயாக முரட்டுத்தனமாக முங்கர் மலக்கு வந்து அரட்டியில் கேட்கும் போது ஆதாரம் கொடுப்பதற்கு வல்லமையை தருவாயாக ஒன்று பெற்று வாழ்வதற்கு மறைந்தது போல் கடரும் படியாக வைப்பாயாக அடியார்கள் அனைவர்களுக்கும் அருமநாயகம் சபாயத்துக்குரிய மக்களாக ஆக்கி வைப்பாயாக பெண்ணாக பிறந்த தாய்மார்கள் அனைவர்களுக்கும் சபாயத்துக்குரிய மக்களாக ஆக்கி வைப்பாயாக ரீம்ஸன فمدسنا ولنا وإلا مدوف لنا وطرحنا لنكون من خاسرين آمين. ربنا تقبل منا دوابنا إنك أند سميل للم وتوب علينا يا ربنا إنك أند تواب رحيم آمين. ربنا ندنا في الدنيا حسنتا في الله رضي حسنتا وقينا عذاب النار آمين. صلى الله تعالى وسلم لا خير خلق سيدنا محمد وعلى عليه وصحابه أجمعين آمين. آمين آمين آمين سبحان ربك ربك ربك ربك ربك يا الله يا ذو السلام من رب العالمين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم